ஒரு ரோட்டில் போறவங்க இருந்தா கூட வேற யாராவது இருந்தா கூட சரி போயிட்டு போகுது பார்த்துக்கலாம் அப்படின்ற தன்மை வருது ஆனால் கூட இருக்கிறவனா படார் படார் குழம்பு வருது பட்டு பட்டுன்னு இப்போ பொண்டாண்டியாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் டக்குன்னு அவங்ககிட்ட என்னதான் தெளிவு இருந்தாலும் என்னால் பொறுமையை கையாள முடிய ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அவங்க ஒரு வேலை பெரியாளாக இருப்பாங்களோ நம்ம ஒரு வேலை ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்டன்ஸே ஒரு ஆரம்பகட்ட மரியாதையே கொண்டு வரும் ஆனால் அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு அவங்க தகுதி இல்லாதவன்னு தெரிஞ்சு அப்புறம் நம்ம மதிக்க மாட்டோம் அது வேற ஆனால் ஃபஸ்ட் அப்ரோச்சில் ஒரு பயம் ஒன்று இருக்கும் தெரியுமா ஏன்னா இப்போ ரோட்டில் போகிறவங்க அவங்கவுங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறான்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரி என்ன என்னத்தை போய் ஒன்றை பேசி என்னத்தை பண்ணுறது கூட நம்ம ஈஸியாக வந்துடலாம் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அதே தப்ப பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை திருத்தி தான் ஆகணும் ஹாய் மகாவிஷ்ணுன்னா இந்த வாய்ஸ் நோட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் தான் எங்கள் எல்லோருடைய மனசுலேயும் சரி என்னுடைய மனசுலையுமே நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை விதைச்சிருக்கீங்க நிறைய நடந்ததெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது டோட்டலாக லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய சேவைகள் தொடர்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னா உங்களை வாழ்த்துற அளவுக்கு வயசு கிடையாது இருந்தாலும் உங்களுடைய சேவைகள் தொடரணும் i'm uh, so happy anna engalude valarchi vande romba meloongi ittrukku de kandipa ninga ella veergalukku nallathu pannano ninga nalla irkanum 100 varsham enna adeyum taandi ninga nalla irkanum i'm so happy anna i love you love you anna i love you so much anna love you so much aa uh, indha vishayatha pagundukkaradhukku enak gurumargal oru uh, vaipai kudathadhukku romba nandri indha pravanjathukku nandri நன்றி அண்ணா நன்றி குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ரோட்ல போறவங்க இருந்தா கூட யாராவது இருந்தா கூட சரி போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற தன்மை வருது ஆனா கூட இருக்கிறவனா படார் படார் குளம் வருது பட்டு பட்டுன்னு இப்ப பொண்டாட்டியா இருக்கட்டும் புருஷனா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் டக்குன்னு அவங்க கிட்ட என்னதான் தெளிவு என்னால பொறுமைய கையாள முடிய ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தேர்ட் பர்சனாக இருந்தால் கூட கொஞ்சம் நடிப்போம் நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போகிற மாதிரி நடிப்போம் டெக்னிக்காக நடிப்போம் ஆனால் வீட்டில் அப்படி நமக்கு நடிக்கவே வராது படார் படாருக்கும் அவர் எதா பட்டு பட்டுன்னு காமிச்சிரும் எவ்வளோ தெளிவு வேலை செய்ய மாட்டீங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அதாவது இதுக்கு உண்டான காரணம் என்னன்னா உரிமை உங்களது உரிமை உங்களை சீரழிக்கிறது அதான் உண்மை ஒரு தேர்ட் பர்சன் ஆகியிருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு கனெக்ஷனே இருக்காது அவங்க அதிகமா பாத்திருக்க மாட்டீங்க அதிகமா பேசியிருக்க மாட்டீங்க அதிகமா பழகிருக்க மாட்டீங்க ஸோ ஊருக்கு அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அவங்கள பத்தின எந்த டேட்டாவும் அவங்க மைண்ட்ல இருக்காது அப்ப மைண்டில் அவங்கள பத்தின எந்த டேட்டா இல்லாதப்போ என்ன ஆகும் அவங்க ஒருவேளை பெரிய ஆளா இருப்பாங்களோ நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்டன்ஸே ஒரு ஆரம்பகட்ட மரியாதையே கொண்டு வரும் ஆனா அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு அவங்க தகுதி இல்லாதவன்னு தெரிஞ்சு நம்ம மதிக்க மாட்டோம் அது வேற ஆனா ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல ஒரு பயம் ஒண்ணு இருக்கும் தெரியுமா ஒருவேளை இவங்க அப்படியே இருந்துருவாங்களோ ஒருவேளை இப்படி இருந்துருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அமைதியா இருக்கும் அதுக்குண்டான காரணம் என்னன்னா அவர்களை பற்றிய பதிவுகள் உங்களுக்குள் இல்லை அவங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு அவங்களோட ஒரிஜினல் பேஸ் தெரிய ஆரம்பிச்சுன்னா அப்ப நீங்க மதிக்க மாட்டீங்க காரணம் என்ன அவங்க அதுக்கு தகுதி இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதே வீடாக இருக்கும் போது என்ன பிரச்சனை சொந்தக்காரனா இருக்கும்போது என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா மொத்த உரிமையும் கொடுத்துருப்பீங்க ட்வெண்ட்டி ஃபோர் அவங்க கூட இருக்கீங்க அடிக்கடி அவங்களை பாக்குறீங்கிறப்ப உங்களை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவங்கள பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்ப இந்த பதிவுகள் மொத்தமும் உங்க மைண்ட்ல பதியும் என்ன ஆகுனா முதல்ல அந்த உரிமை இருக்கிறப்ப முதல்ல உங்க கழுத்தை பிடிக்கணும் உங்க சட்டையை பிடிக்கணும்னு தான் நினைப்பாங்க இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ரோட்ல போறவங்க உங்களை எப்படி கேள்வி கேட்க முடியும் நீ யாருன்னா கேள்வி கேட்கணும்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கீங்க இதே பொண்டாட்டியோ புருஷனோ குழந்தைகளோ சொந்தக்காரங்களா கேள்வி கேட்கலாம் காரணம் என்ன உரிமை அப்ப அந்த உரிமை இருக்கும்போது வார்த்தைகள் படார் படார்ன்னு வரும் உரிமை எடுக்கிற இடத்துலதான் அங்கே கோபம் வரும்னு சொல்லுவாங்க ஆனா உரிமை இருக்கிற இடத்துல நமக்கு கோபம் வரக்கூடாது அதாவது கோவம் வரக்கூடாதுன்னா எப்படின்னா அவங்கள திருத்துறதுக்காக கோவம் வரலாம் அது தப்பே கிடையாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ரோட்டில் போகிறவங்க உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டுறான்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரி என்ன என்னத்தை போய் வந்து பேசி என்னத்தை பண்ணுறது கூட நம்ம ஈஸியாக வந்துடலாம் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அதே தப்பை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை திருத்தி தான் ஆகணும் இப்போ ரோட்டில் இருக்கிறவங்க ஒரு செகண்டில் கடந்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அவனை மீட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களே நீங்கள் டெய்லியும் பார்க்கணும் அப்ப அவங்கன்ற அவங்களுக்கு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களோட மன நிம்மதி போகும் குடும்ப நிம்மதி போகும் டெய்லியும் அவங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அன்பா சொல்லி பாக்கணும் கேக்கலையா கொஞ்சம் ஹார்ஷா சொல்லி பாக்கணும் கேக்கலையா அப்புறம் அதட்டி பாக்கணும் வேற அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்றக்கு அப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ள நம்ம போய் அவளை புரிய வைக்கிறதுக்கு கோவத்தை காட்ட வேண்டியதெல்லாம் இருக்கு இது காரணம் என்ன உரிமை அப்ப உரிமை இருக்கிற இடத்துல கோவம் என்பது வரத்தான் செய்யும் ஆனால் கோவப்படும் போது நம்ம மேல தப்பு இருக்கான்னு பார்த்து அவர்கள் திருத்தி கொள்ள வேண்டும் அடுத்தவங்க மேல ஏன் படாருன்னு அந்த கோபம் வரமாட்டேங்குது அப்படின்னா அப்படி ஏன் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த உரிமை அவர்கள் மீது இல்லை ஒரு சில பேர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா படாறு படாருன்னு தேர்ட் பர்சன் மேலதான் கோவப்படுறீங்க காரணம் என்ன அப்படின்னா அது வந்து அறிவில்லாதவர்கள் அந்த வேலையை செய்வாங்க யார் என்ன தெரியாம ஒருத்தவங்க மேல கோவப்படுறோம்னா அது எப்படி சரியான மனிதனாக இருக்க முடியும் சரியான மனிதன் என்ன பண்ணுவான் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தான் நினைப்பான் நான் சரியான மனிதர்களுக்காக இந்த டாபிக் பேசுறேன் தவறான மனிதர்களுக்காக அந்த டாபிக் பேசல ஆனா இதுவே வீடாக இருக்கும் போது நம்ம உரிமை எடுத்துக்கொண்டு அவர்களை சரிபடுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்ப வேற வழியே இல்லாம நம்ம கோவப்பட வேண்டியதாக தான் இருக்கு அந்த அந்த கோபம் ஹோல் ஹார்ட்டடா வரக்கூடாது அது ஒரு நடிப்பா இருக்கணும் அந்த கோவப்படும் நான் கோவப்படுறேன்னு தெரிஞ்சு கோவப்படணும் நீங்க தெரியாம கோவப்பட்டீங்கன்னா அது உங்களையும் பாதித்து உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களையும் பாதித்து விடும் இதுல குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அவங்களும் அவங்களை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் திட்டவங்களும் திருத்தறதுக்கு முயற்சி பண்ணீங்க ஏன்னா ரெண்டு பேருமே தவறு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு தவறு பண்றதுனால தானே மனுஷன் தவறு பண்ணி பண்ணி தெரியணும் ஆனா பிரச்சனை இன்னும்னா குடும்பத்துல நான் தவறே பண்ணாதவன்ற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்றீங்க எனக்கு தப்பே பண்ண தெரியாத மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்றீங்க ஏன்னா வீட்டில இருக்கிறவங்களுக்கு நூறு தெரியும் நீங்க என்ன தப்பு பண்றீங்க என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்றீங்க இதெல்லாம் பொய் சொல்றீங்கன்றது அப்ப பொய் சொல்றீங்கன்ற உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்டே போயிடும் அப்ப இது ஒரே வழி என்னன்னா சரண்டர் ஆயிருங்க தப்பு பண்ண ஆமா ஆனா இதுக்கப்புறம் நான் மாத்திக்கிறேன் தன்மைக்கு போகும்போது உங்களது மனமும் பக்குவம் அடையும் உங்களது ஆன்மாவும் வளர்ச்சியடையும் புண்ணிய காரியங்களுக்காக இறைவனும் உங்களுக்கு அருளாசிகளை வழங்குவார் குடும்பத்துல நிம்மதி இருக்கு இதுதாங்க ஒரு மாபெரும் காரணம் உரிமை இருந்தால் கோபம் வரும் ஆனால் அந்த கோபம் சரியான கோபமாக இருக்க வேண்டும் கோபப்படும் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய தன்மை இருவரும் இருக்க வேண்டும் தூரத்துல இருக்காங்க நடிப்பு ரொம்ப ஓவரா இருக்கும் இதை புரிந்து கொண்டு என்றால் இந்த கேள்விக்கு உங்களுக்கு தெளிவாக விடை கெடுத்துவிடும் நன்றி பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிரியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சு கொஞ்சம் இருக்கும்புரம் பவுண்டேஷனுக்கு நீங்க அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற கிடையாது உங்களால் எவ்வளவு முடியும் அவங்களை நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள்